குழந்தைகள் தங்களைச் உள்ள உலகை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவுவதற்கு ஒலி ஓசைகளை பயன்படுத்துவது ஒரு வழியாகும் இதை செய்வதற்கு குழந்தைகளிடம் அவ்வப்போது நீங்கள் என்ன ஒலி கேட்கிறீர்கள் மற்றும் அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றி கலந்துரையாடலாம் உதாரணமாக நீங்கள் இந்த சப்தத்தை கேட்டால் நான் ஒரு நாய் குறைப்பதை கேட்கிறேன் அது வீட்டின் பின்புறம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று சொல்லலாம் பின்னர் நீங்கள் குழந்தைகளிடம் தற்போது அவர்கள் என்ன ஒலி கேட்கிறார்கள் மற்றும் அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்று நினைக்கிறார்கள் என்பதை விவாதிக்கலாம் அவர்கள் இந்த சப்தத்தை கேட்டால் நான் யாரோ ஒருவர் சிரித்துக் கொண்டிருப்பதைக் கேட்கிறேன் அடுத்த அறையிலிருந்து இந்த சப்தம் வருகிறது என நினைக்கிறேன் என்று பதிலளிக்கலாம் நீங்கள் இதை கேட்டால் நான் ஒரு பறவை கூவுவதைக் கேட்கிறேன் அது அந்த மரத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று சொல்லும் வகையில் குழந்தையுடன் நீங்கள் முறை மாற்றிக்கொண்டு இதை தொடரலாம் இதை குழந்தைகளுடன் செய்வதனால் அவர்களின் ஆர்வத்தை மட்டுமல்லாது ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் திறனையும் விடுவதாக அமையும்